சொல்லுகு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இரவு பொழுதுலாம் ஆயிடுச்சு படுக்க பிறப்ப தலைமாட்டு கிட்ட ஆர்ன் பண்ணி வச்சிருவது வச்சுட்டு இப்ப வந்து சாமியோட சங்கத்தை கேட்டு முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பிக்சடு மைண்டா நம்ம உட்காடுறது இல்ல சாமி அப்படியே தொடர்ச்சியா அப்படியே இருக்கிறோம் வந்து சத்சங்கம் வந்து நம்ம கேட்டிருக்கிறோம் ஓகே இல்ல அடுத்து நம்ம இப்படி ஒரு முறையில நம்ம உள்ளூர்ல எப்படி போறோம் அப்படி வரப்போறோம் அப்படின்ற மாதிரியான எந்த அப்படி ஒரு முறைகளாக வந்து எதுவுமே இங்க வந்து விளங்கலாங்க சாமி ஆமா நீங்க ஸ்பீச் சசங்கிட்டு இருக்கீங்க ஆகி கையா களை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு ஹிப்னாட்டிஸ் பண்ண மாதிரி பண்ண மிஸ்மரிசம் பண்ண மாதிரி என்ன ஆயிருந்ததுன்னா உங்களுடைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள அந்த சாரம் வந்து அதே உள்ளுக்குள்ள நிதானமா வந்து அதுவா வேலை செய்த பண்ணிட்டு வந்த ஒரே வேலை என்ன அப்படின்னா தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கரெக்டா இதை முடிச்சிடணும் இந்த இடத்த பிடிச்சிடணும் அப்படின்ற அந்த உணர்வு அங்க இல்ல அந்த சாதா கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து நம்ம எனக்கு எனக்கு நானே அறிவிப்பு எதுவுமே கொடுக்கப்படாமல் ஒரு ஒரு உணர்வுப்பூர்வமான ஒரு ஒரு நிசல்வு வந்து உள்ள நடந்துகிட்டே இருக்கு நானா வந்து பாக்குறேன் முதல்ல உடம்பு ஒரு ஒரு ஒரு ஜட பொருளை தங்களை தூக்கி பக்கத்துல அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா வச்சபடியே கிடக்குது அவ்வளவுதான் கிடக்குது எல்லாம் பாக்குறோம் கிடக்குது கிடக்குது கிடக்குறதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல அந்த அப்படின்ற லெவல்ல இந்த உடம்பு அப்படியே அமைதியா இருக்குது ஒரு அமைதியை நான் நான் உடம்பு வெளிப்புற உருவமாக இந்த உடம்பை எடுத்துட்டு செயல்பாடு பண்ணத காட்டிலும் உட்கார்ந்த இடத்திலேயே வந்து அருவமாக என்னுடைய நினைப்பின் மூலமாக இந்த உடம்பை எடுத்துட்டு எடுத்துட்டு அங்க அலைஞ்சு இங்க போய் இங்க போய் நிறுத்திட்டு அந்த வேலை பார்த்து அப்படியே நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் சோ பரு பருகுடல் ஒரு நோடி பத்து இடத்துக்குள்ள போயிடுறேன் இப்ப வந்து அந்த திடீர்னு ஒரு உணர்வு நிகழும் உங்களுடைய சத்சங்க கேட்டுக்கிட்டே கேளுது உடம்ப போட்டாச்சு அவ்வளவுதான் உடம்புக்கு எதுவுமே வேலை இல்ல கிளீரா சொல்லிட்டீங்க இந்த உடம்பு மேல எதுவும் செய்ய போ செய்ய முடியாது அது வந்து பிணம் பிணம் பிணம் பிணம் அப்படின்றது அந்த பிணம்ன்ற வாட்டை உள்ள வரல ஆனா அதுக்கு தான் நான் அந்த உணவு மட்டுமே அப்படி நின்றுச்சு அந்த ஆப்ஜெக்ட் போட்டாச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் விழுந்துருச்சு அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டை நான் பாக்குறேன் அமைதி இருக்கு ஒரு அமைதி இருக்கு உன ஒரு இடத்துல பாத்துட்டேன் ஏன்னா இவங்களுக்கு அந்த பகுதியோட எல்லாம் அமைதியை எப்படி நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆழமா ஒரு உத்து பாக்குறேன் பொழுது அந்த உள்ளுக்குல பார்த்தா அந்த உணர்ச்சிகள் மட்டும்தான் உணர்ச்சிகள் மட்டுமே இங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட இருக்கு அப்ப இந்த இதுவும் இல்லைன்னா இங்க இங்க ஆக்சுவலா என்ன இங்க வேலை நடக்கிறதுக்கு இருக்குது மூணவே பிடிச்சு உங்கள்ட்ட வந்து பிடிவான நின்னுகிட்டே இருப்பேன் இப்ப இந்த அறிதல் புரிதல் தெரிதலுக்கு இந்த இதுக்கு இந்த ஒரு நிலைப்பாடு வரல எனக்கு அப்படியே அப்படியே அமைதியா அவ்வளவுதான் விளங்கிட்டு இருக்குது அதை சொல்லிக்க முடியாத அளவுக்கு விளங்கிட்டு இருக்குது அது ஒரு நொத்தமான ஒரு ஒரு சந்தோஷ உணர்வு அப்படின்றது எல்லாமே நிகழ்ந்துகிட்டே அந்த தனிமை அப்படின்றது சில தாக்கங்கள் இப்ப எது வந்தாலுமே வந்து இப்ப வந்து வெறும் உணர்ச்சி மட்டும் தானே இங்க தங்கிட்டு ஓடுதுன்றதை பாத்துட்டேன் நான் அப்ப இந்த தனிமையனுடைய தாக்கம் வரும்போது அதையுமே நான் ரொம்ப பாக்குறேங்க சாமி பாக்குறேங்க சார் ரொம்ப அற்புதமா அது இந்த மனோகர் திருச்சி அவருடைய அந்த உடல் உபாதையில் வரும் பொழுது அப்படின்ற அந்த வந்து ஆக்சுவலா அந்த சசங்கங்கள் வந்து ஆண் பண்ணி உட்கார்ந்துட்டேன் ஆக்சுவலா வந்து நீங்க பேசல நான் கேக்கலங்க சாமி அதுதான் உண்மைங்க சாமி சத்தியமா சொல்ற போன அதுதான் நான் நடந்துச்சு ஆமா அது அப்படியே ரொம்ப கவனமா வச்சு அது ஒரு பாதிவரையும் கேட்டுட்டு அடுத்த பகுதிக்கு இன்னைக்கு இந்த சீரியல் தொடரணும் அந்த உணர்வு போயிடுச்சு சாமி சாமி இந்த ஸ்பீச் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆன் பண்ணிட்டோம் இங்க நம்ம கேட்கிறோம் அப்படின்ற அந்த ரெண்டுமே வந்து டோட்டலாவே இப்ப இல்ல சாமி இப்ப ஆரம்பத்துல அப்படி இருந்தது இப்ப அவ்வளவுதான் இங்க உள்ள இருந்து இங்க ஏதோ நீங்க வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் பாஸ் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு இது அங்க வந்து நடந்துகிட்டே இருக்குங்க சாமி ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு நல்ல நிகழ்வு அஹ் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு உணர்வுலதான் உணர்ந்து இருக்குதுங்க சாமி ஆனா அந்த உணர்ந்துட்டு இருக்கிறத வந்து அப்படியாக ஓடிட்டு இருக்கிறது அது சம்பந்தமா எனக்கு வந்து சொல்லணும் சாமி ஆண்ட வருத்தில வந்து ஆன்ம பொருள் வந்து அசைவில்லாமல் தன்னுடைய சொரூப விளக்கமாகவே அறிவாகவே விளங்கி கொண்டிருக்கின்றது அதாவது தன்னைத்தானே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது தனக்குள்ளே தனக்குள்ள அந்நியமா இல்லை புரியுதா அந்நியம்னாலே உடனே எண்ணம் வந்துடணும் புரியுதா உங்களுக்கு வந்து அதனுடைய அசைவின்றி தெரிஞ்சுதுன்னா எனக்கு தெரியுதே அப்படின்னு எனக்கு தெரியுதேன்னு நினைவு மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுடைய அசைவின்மையே வந்து அசைவில்லாத தன்மையே விலக்கி கொண்டிருக்கல வந்து அதனுடைய அறிவு தன்மை புரியுதா அது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ணாடி வந்து நிலை கண்ணாடி ஒரு துணி அழுத்து இல்லாமல் கலியாரி ஒரு கண்ணாடிக்கு எதிர்க்கே விடாம எல்லோரு நிலை கண்ணாடி ரெண்டும் ஒரே சைஸ் வச்சுக்கிட்ட அதுல வந்து என்னத்த பேசிக்கும் தன்னுடைய நிலையில தன்மையை ஒழுத்துக்கொண்டு பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிதான் ஆக்சுவலா உலகத்தினுடைய அற்புதமான உறக்க அனுபவமும் பரந்தர்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு சதா நடந்துகிட்டு இருக்கு நிலையில சும்மாயிரு சும்மாயிரு அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் அதாவது வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒருவன் இல்லை என்பதை உணர்ந்து எண்ணத்தில் ஒருவன் இல்லை ஒருவர் இல்லை கவனங்களில் எவருமே இல்லை பாபம்ன்றது வந்து ஆழ்ந்த உறக்கத்தை அடியோடு இல்லை அப்படின்னா இங்க எல்லா பேச்சுக்களும் தானே வந்து எப்படி வந்து தண்ணி கலைஞர் சேரு அப்படியே வடிஞ்சு கீழே டெபாசிட் ஆகி அப்படியே நிர்மலமான தண்ணி ஏலோட தழுவி நிற்குதோ அந்த மாதிரி வந்து தூய மனமே ஆன்ம துய வேறையான அனுபூதின் தொடர் நிகழ்காலத்துல நான் அதை சொல்றேன் ஓகேங்களா அது மாதிரிதான் ஆன்மபொருள் வந்து தான் தானாகவே இருக்கிறது தான் தானாகவே தனக்குள்ளேயே விமர்சித்துக்கொண்டு அதாவது பிரதிபலித்துக் கொண்டு அறிவாக பிரதிபலித்துக் கொண்டு இருப்பு வந்து இருக்கின்றேங்கிற தன்மையாகவே விளங்கிக் கொண்டு இருத்தல்னா அதனுடைய பிரதிபலித்தல் அறிவுமயம் அறிவையும் இருப்பையும் ரெண்டாவே பார்க்க கூட முடியாது அது அப்படி இருக்கு பிளஸ் அதுவே வந்து அதனுடைய அறிவு அம்சமே அறிவு அம்சம் வந்து ஏன் அறிவா இருக்கணும் அது அது வந்து ஆனந்தம் ஃபுல்லா இருக்குது ஆனதம் குழந்தைய நல்லா வந்து அது நல்ல பாலகள் எல்லாம் குடிச்சுட்டு நல்லா அலத்தா தூங்கி எழுந்த பிறகு அது இருக்குன்னா தனக்குத்தானே கிடைச்சுக்கிட்டு இருக்கும் கைய காலெல்லாம் வந்து இப்படி இப்படி இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு நாட்டுக்கு வந்து பரம்பரம் வந்து என் பிள்ளைன்றது தெரியும் அது வந்து பெட் அனிமல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் எல்லா மிருகங்கள் கிட்ட கூட தெரியும் புல புலி குட்டி ஒரு புலிக்குட்டி சிங்க குட்டி எல்லாம் இருக்காது வேட்டையாடுறது பண்பு புலி வேட்டையாடல புலியே இல்லை அந்த மாதிரி ஐந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்ம பொருள் வந்து நீக்க மர அந்தந்த உயிர்கள்ல நிறைஞ்சும் இருக்கு பிளஸ் அந்த பூதங்கள்லயும் நீக்க மர தான் தானாகவே வந்து இப்போ விழிப்புணையில ஒவ்வொரு தனி மனத்துக்கும் ஞானத்தை தேடி எதுவுமே போவேண்டாம் சாமி இதுல ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு நுட்பமான ஒரு நிகழ்வு வந்து நான் உணர்ந்துருக்கேங்க சாமி என்னங்க சாமி உங்கள்கிட்ட வருவதற்கு அப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து உங்களோட இருந்து இவ்வளவு காலங்கள் தொடர்புல இருந்து இப்ப இந்த நிமிஷம் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இதை உணர முடியுதுங்க சாமி என்ன அப்படின்னாங்க சாமி எனக்குள்ள நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை சுவாசம் கூட தன்னிச்சையாக முழுமையாக அதை முழுசா வெளியில வரல தன்னிச்சையாக முழுமையாக என்னன்னா அப்ப வந்து நம்ம நான் இந்த உடல் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்களாங்க சாமி இதெல்லாம் இங்க நிகழ்ந்து அப்படின்றத வந்து அத உணர்றேங்க சாமி இப்ப வந்து இப்ப நம்ம உடல் அந்த உணர்ச்சியில கரெக்டா பாக்குறது அவளை முடிஞ்சு போச்சு இந்த இங்க வேலையே இல்லைன்னு சொல்லி அமைதி அங்க இருக்கிறது இருக்கும் பொழுது அந்த சுவாசம் அப்படின்றது வந்து இந்த இந்த உடம்புக்குள்ள தன்னிச்சையாக முழுமையாக முழுமையாக உள்ள வந்து சுவாசம் உள்ள ஏறுது முழுமையா உள்ள வெளியில வருது அதுக்குள்ள வந்து எந்த ஒரு தங்கு தடையுமே தெரியல அப்ப இதனால வரைக்கும் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த பாவம் பாவனைகள்ல இந்த நான் அந்த உடல் அளவுல சிக்கி சின்ன பின்னமாகி இருந்தப்ப இருந்த சுவாச நிலைகள் இப்ப எங்கிட்டு இருக்கிறேன் இந்த நிமிஷம் இந்த கனவு உங்கள்கிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு வருஷம் கடந்துட்டேன் உங்களை உங்களோட நான் வந்து தொடர்புல இருந்து இப்ப இந்த சுவாசத்துக்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் ரொம்ப இலகுவாக ரொம்ப நுட்பமெல்லிசா உள்ள நடக்குதுங்க சாமி அப்படியே பேச போது அங்க பாத்தோம்னா இங்க பின்னாலதான் நம்ம இருக்கிறேன் ஆஹ் இப்ப போறதுக்கு நான் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க சாமி நீ இதை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லலுங்க சாமி நீங்க பாத்தீங்கன்னா ஆன்ம பொருள் தவிச்சவன் உங்களைய எடுத்துக்கோங்க ஒரு வருஷம் வந்து உங்ககிட்ட வந்து அலைச்சலா இருந்து கேஆட்டிக்கா இருந்துன்னா அதுக்கு பின்னாடி வந்து பல ஜெயக்குமார்கள் உணர்ச்சி வசப்பட்ட ஜெயக்குமார்கள் பல அடந்த ஜெயக்குமார்கள் அதை சாதிக்கணும் இதை இழந்துட்டோம் டைமை இழந்துட்டோம் தேக ஆரோக்கியத்தை இழந்துட்டோம் வாழ்க்கையே இழக்க போறோம் இறந்துவிட போகிறோம் மனித சமுதாயத்தை பீடிச்சிருக்குறவர்கிட்ட வந்து ரொம்ப கொடுமைய தாக்கும் கொடுமைய தாக்கும் பொழுது ஆன்ம பொருளே அறவே இல்லாமல் வாழ்க்கையையும் இங்க தொலைத்து விட்டு உம் நிம்மதியும் போயிட்டு ஆரோக்கியமும் போயிட்டு ஞான சாதகம்ன்றதுல வந்து என்னென்னமோ பகிர்முகமாக வெளிமுகமாக போய்விட்டு வந்ததுனால இதே சுவாசம் ஒரு முன்னாடி உங்களுடைய அத்தனை அகன்ற நான் பாவங்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு உடம்பு ஆரோக்கியத்தை இன்னும் வந்து சீர்கேட அடைய வைக்கும் அது புரியுதா கலல வந்து கவலைகளை பெருக்கும் நிம்மதியின்மை இன்னும் நிம்மதியின்மையை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கும் எதுவும் வந்து என்ன ஏழு வந்து ஒரு இதுவே ஆக முடியாது மாறாக மாறாக உங்ககிட்ட சொன்னதும் சரி இப்ப உலகத்துக்கு எல்லார்கிட்டையும் எல்லாத்துக்கும் சொல்லறதும் என்ன உள்ள வாங்க உள்ள வந்தீங்கன்னா ஏன்னா வந்து ஆன்ம பொருளினுடைய பௌதீக கான்டாக்ட் எஸ்டாப்லிஷ் ஆகிற இடம் மனம் மூலமாக ஆகுற இடம் வந்து மூச்சு சுவாசம் சுவாசம் பத்தஞ்சலி பகரிஷி கூட யமா நியமா ஆசன அடுத்தது பிராணாயமா வந்துருவார் யமன்றது வந்து கிளியரா வந்து நித்திய நியமங்கள் ஒருதான் உடம்புனுடைய தூய்மை குளிக்கிறது தலைமுடைய சரியா வச்சுக்கிறது மற்றபடி கரெக்ட் டைமிங் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்றது தூங்குறது மித ஆகாரம் மித உறக்கம் இதெல்லாம் வந்து நீ யமா யமா யமான்னா வந்து யமானா வந்து ஒரு மாதிரி ஆக்சுவலா புல நடக்கமும் புரியுதா ஃபஸ்ட்டு யமானா வந்து ஒரு சோசியல் காண்டாக்டு கூட சொல்லலாம் நியமாலதான் அதெல்லாம் வரும் ரெண்டாவதுல ஃபஸ்ட் யமால பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் சோசியல் காண்டாக்ட் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு பிரஜை ஒரு ஆண் மாணா இருக்கட்டும் பெண்ணா உம் அவங்களுக்கு சிலதெல்லாம் அந்த பஞ்சமா பாதகங்களில் ஈடுபடாத தன்மை பொய் சொல்லுதல் களவாடுதல் பிறர் பிறர் மனைவியை அப்படி இப்படி எல்லாம் இருக்கு பஞ்சமா பாதகங்கள்லாம் இருக்கு அதே பாதகங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஒரு குடிமனுக்கும் உண்டான ஒரு எல்லைகளுக்குள்ள வாழும்போது அது யமால வரும்போது அதுக்கப்புறம் அவனுடைய பர்சனலா அவன் தேகத்துக்குள்ள வந்து விழித்ததுல இருந்து அந்த உடலை வந்து அட்படுத்த உடல் அந்த உடலுக்கு ஆசனங்களை சொல்லி கொடுக்கிறாரு நான்காவது வந்து பாத்தீங்கன்னா உடனே பிராணாயமா சமுதாய பார்வையிலேருந்து யம சொல்லுதுங்களா சோசியல் காண்டக்ட் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க ரொம்ப கத்தி கத்தி கலட்டா பண்ணீங்கன்னா கூட வெளியில நீங்க அன்கண்ட்ரோலபிளா இருந்தீங்கன்னா அங்க தனி வேலையும் ஒரே கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரோடுக்கு வந்தாலும் பப்ளிக் வந்தாலும் உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சமூகத்துல நீங்க வந்து ஒரு கரெக்டா பொறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறவரா வந்து உங்களுக்கு உங்க மனத்துக்கு திருப்தி இருக்கும் சரியா அது என்னால முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நியம வந்து பர்சனலா காட்டாலும் எழுந்தது இல்லையா எப்படி தேகத்தை வச்சுக்கிறீங்க மித ஆகாரம் மித உறக்கம் அப்புறம் இது ஸ்நானம் பண்றது சாப்பிடுறது எல்லாமே அது அப்புறம் உடனே வந்து என்ன பண்ற அடுத்த கிராஸ் வந்து அதை பண்ணிட்டு இருக்கிற அந்த தேகத்துக்கு ஆசனங்களை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறார் புரியுதுங்களா அடுத்த ஸ்டெப் என்ன அதுக்கும் சட்டிலா இருக்கிறது வந்து தெய்யத்தையும் ஸ்தூல தெய்வத்தையும் நல்ல மனிதனாக ஒருவன் வாழ்வதற்குண்டான அந்த ஆரோக்கியத்தை அந்த உடம்பு தானே கொடுக்கணும் அந்த உடம்புக்கு உடம்புக்கும் அதுக்கும் சூட்சமா இருக்கிற மனசுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து காத்து மூலமா தான் நடக்குது சுவாசம் மூலமா தான் நடக்குது வாகத்துக்கு பிராணாயாமான்னு கொண்டு வந்தார் உம் அதுல முத்ராசி எல்லாம் வருது சரிங்களா எல்லாம் வந்து இன்ஹலேஷன் எக்ஸலேஷனோட சேர்ந்த ஆசனங்களும் பண்ணணும்ன்ற அளவுக்கு அதோட இதோட லிங்க் பண்றது ஆசனாவும் பிராணாயாமாவும் ரெண்டும் பண்ணி அவர் சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுடைய சுட்சும மனம் எப்படி தாட்ரூபமா வெளிப்படுறது கூட வந்து அங்க வந்து காத்து இயக்கம் ஒலி ஒலி அலைகளாக எண்ணங்கள் வந்து உருவாகின்றன குவான் கிடந்த லெவல் விஞ்ஞானம் வந்து குவாண்டம் பீல்டு வரைக்கும் தான் வந்து டெபனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு பாரம்புலா எல்லாம் கொடுத்துருக்கு இது இப்படி இது இப்படி அணுல வந்து எலக்ட்ரான் இருக்கு நியூக்லியஸ் இருக்கு பாசிட்ரான் இருக்கு நியூட்ரான் இருக்கு அப்படின்லாம் குடுக்கு எனர்ஜி ஃபீல்ட பத்தி எல்லாம் வந்து கொடுக்குது அது வந்து பௌதீக மேட்டர்ல எல்லாத்தையும் இது பண்ணிருக்கு மெடிக்கல் சயின்சஸ்ல ரொம்ப உடம்புலயும் அவங்க சொல்லிருக்காங்க ஆனா விஞ்ஞானத்துல கொண்டு வந்து இதெல்லாம் அவர் சங்கமிக்க வைக்கிறாரு பத்தஞ்சலி மைக்ரேஷன் உடனே என்ன பண்றாரு மூணாவது ஸ்டெப்ல ஆசனாக்கிறார் நாலாவது ஸ்டெப் பிராணாயமாண்டா பிராணாயமாண்டது நம்ம சும்மா என்ன பண்றதுன்னா இது வந்து அப்புறம் பிராணாயமா அப்புறம் பிரத்யாகாரா அங்கதான் வந்து கம்ப்ளீட் டேர்னிங் உண்முக்கு திரும்புறீங்க நீங்க புரியுதுங்களா பிராணன் ஒழுங்கும் போது என்ன ஆகுது மனம் வந்து தன்னுடைய இருப்பிடத்துல தங்குற கெப்பாசிட்டி ஒரு அட்டன்டிவிட்டி அட்டன்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு நல்லா நீங்க ஆசனாவும் பிராணாயமாவும் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லயம் அடைஞ்சு மனம் வந்து அப்ப புல் புது மனமா இருக்கும் எண்ணங்கள்லாம் உற்பத்தி ஆயிருக்காது உணர்ச்சிகள்லாம் உடம்பு ஒழியாவும் தெரிக்காது எதுவும் இல்லாம ஒரு பியூர் மிரர் மாதிரி வந்து இது செய்ததனால் வந்து அந்த சுத்திகரிக்கப்பட்டு மனம் வந்து பியூரா இருக்கும் என்ன பண்றது மாலைன்னு அர்த்தம் முதல்ல போட்ட மாலைன்ற மாதிரி ஹாரம்னா வந்து மாலை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம்னா வந்து உள்ளே உள்ள கிழங்கின அதுக்கப்புறம் உள்ள திரும்பின பிறகு என்ன பண்றாரு அதே மனத்தை வந்து தாரணான்னு சொல்றாரு தாரணு ஒரு ஆப்ஜெக்ட கையில மனத்துக்கு மனப்பார்வைக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட கொடுத்து மனமா இருக்கிறத வந்து சப்ஜெக்டா கேட்கிறார் புரியுது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மெடிடேஷன் மாதிரி நம்ம இல்லாம கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்னொரு யூனிவர்சிட்டியில சயின்டிபிக்கா இது எல்லாத்தையும் கொடுக்க போறோம் ஆனா நம்மளுக்கு என்னன்னா இந்த பத்தஞ்சலி மகரிஷி வந்து எண்ணங்கள் உதிக்க தடுப்பதே யோகம் அப்படின்னு ஒரு டெபனேஷன் கொடுத்துருக்காரு என்ன சொல்றோம் எண்ணங்கள் யாருக்கு உதிக்கிறதோ அவனை அவனே இல்லை என்று உணர்வதே ஞானம்னு முடிக்கிறோம் புரியுதா ஞானம் யோகம் முக்தி என்ன வேணாம் அது எங்க உடம்பு சேத்த பிறகு நடக்கிற விஷயம் இல்ல நாட்டுக்கு போக்காந்து நடக்கிற விஷயமும் இல்ல எல்லாத்துக்கும் வாழ்க்கையே அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போக யோக சித்த விற்பி நிரோதகா கிடையாது அதாவது பெண்ணில் ஒதுக்கப்பட்டாமல் பொதுக்குவதே யோகத்தின் உச்சம் யோக ஐக்கியம் யோகம் கூடியல் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்றாரு நம்ம அதுவே பண்ண போது நம்ம வந்து எடுத்த எடுப்புல வந்து தனியா ஒருவன் இல்லை என்பதை உணர்வதே அதாவது அதை வந்து உணர்த்துவது வந்து அந்த பொருள் தான் உணர்த்தணும் ஆனா உங்களுடைய தீவிர தன்மை வந்து ஒரு பொட்டு இமையளவு குறையாத அளவுக்கு நீங்க வந்து தாரணா தியானம் சமாதி மூணும் வந்து விதவித டிகிரில உள்ள கலந்து கலந்து வரும் ஆனா அதுக்கு முன்னாடியே கலந்து வரவன்னு ஒத்தனம் இவனும் இல்லை தீபம் கூட ஒத்தனம் இல்லை பொற்கள் அடிச்சு ஒட்டி வந்தோம் ஏன்னா ஆழ்ந்த வருத்தத்துல நீ யோகமே பழக வேண்டாம் நீ யோகம் பழகிறதுக்கு இல்லாத அளவுக்கு நீ பெரிய இருக்க அத வந்து திருப்பி இங்க வந்து எந்த ஒரு டல்னஸும் கூடிடக் கூடாது தியானம்ன்ற பேர்ல அதனாலதான் நம்ம அந்த மூணு வார்த்தையுமே தவிர்த்துட்டோம் தாரணா தியானா சமாதின்னு ஆறு ஏழு எட்டு இந்த மூணு படிகள் சொல்றாரு அதுக்கு முன்னாடி பிரத்யாகாரான்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடிதான் அந்த பிராணாயமான்ற மூச்சுல வந்து பௌதீகம்னு வரும்பொழுது மூச்சுதாங்க லிங்க இப்ப நீங்க சொன்னதே வந்து இப்ப கேள்வி ஆரம்பிச்சதே வந்து போன இந்த மூச்சு சுவாசம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியாம உணர்ச்சி வசப்பட்டவனாகவும் பயந்தவனாகவும் மரண பயத்துக்கு பயங்கரமா ஆட்பட்டவனாகவும் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டதுன்னு நிம்மதி குலைந்தவனாகவும் கவலைப்பட்டவனாகவும் இருந்தவன் வந்து இப்ப வந்து சுவாசம் போடுதுன்னு கூட நான் சொல்ல முடியாது அவ்வளவு லது ஆயிடுச்சு அவனுடைய ஒரு மயில் இறகு வந்து ஒரு வெறும் இறகு சின்ன ஒரு புறா அவனுடைய சிறு இறகு அது எவ்வளவு டெண்டரா அப்படியும் இப்படியும் போயிட்டு வந்துடும் அந்த மாதிரி அது வந்து அந்த பண்ணது வந்து நேரடியான ஆன்ம விசாரத்துக்கு தான் அதுக்கு ஆதிநாளம் பண்ணி அந்த மாதிரி இப்படி வர்றத காட்டிலும் இங்க வந்து உணர்ந்து உணர்வு பூர்வமாக அது கரெக்டா இப்படி வந்துருக்குதுங்க சார் அந்த அந்த உணர்வு பூர்வமா வர்றதுக்கு உங்களுக்கு முன்னோடியா இருந்தது மனசில் ஏற்பட்ட துக்கங்கள் உங்களை வந்து பிராணாயாமம் பண்ண சொல்ல உலகத்துல உடம்புக்கு ஆசனாவும் யோகாசனாவும் பல பயிற்சிகளும் கொடுக்கறது அப்புறம் அந்த உடம்ப தனித்து இருக்க விடுறது இப்படி எல்லாம் என்னென்ன பயிற்சி காட்டணும் நடக்குது பிளஸ் பிராணாயாமம் நடக்குது நம்ம அங்கேயே போல வாழ்க்கையே களம் அந்த ரோடு போகாமலே இது நிகழ்ந்துருச்சுன்னு அதுதான் ரொம்ப அனுபவமா நான் சொல்ல வரேன் மூச்ச போய் நான் கவனிச்சேன் கவனிச்சு பிராணியாமம் பண்ணோம் இப்ப வந்து சுவாச பிரதி நல்லா இருக்கு அப்படின்னு நடக்கவே இல்லையே நீங்க சொல்ற மாதிரி அந்த உள்ள திரும்புதல் அது நீங்க சொல்றதாலேயே உள் வாங்கிக்கிட்டே இருந்தோம் துவாசம் நடக்கும் பொழுதுங்க சார் வயிறு முட்டை சாப்பிடணுன்றது வர மாட்டேங்குது ஆஹ் வயிறு முட்டை தான் சாப்பிட்டவ நல்ல நிதானமா காவே சாப்பிட்டு நம்மள்கிட்ட டெத்தா உட்காரு ஆமா அப்படின்ற உணர்வு வருது மாறுது இந்த சாசம் வந்து அதுவும் அழகா இருக்கும் பொழுது நான் ஒரு வேலையை செய்யறேன் இப்ப வந்து நான் செய்யறேன் உணர்வு இப்ப இல்லைங்க சார் முதல்ல வந்து நான் என்ன பண்ணுவேன் நான் வண்கொலையா கொண்டு வருவேன் நம்ம செய்ய செய்யவ இல்லாம வந்த சூப்பரா இருக்குன்னு சாமி சொல்றாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்து உள்ளுக்குள்ள செய்யல சத்தியமா நான் செய்யல அவன் கீழே இங்க இல்ல இல்ல இல்ல வந்து வந்து காட்டி கொடுத்த மாதிரி அப்படி நடந்தது இப்ப வந்து பாத்தோம்னா அந்த சுவாச நிலைகள் வந்து அதுவா அந்த உணர்வுல மிக வந்ததுனால நடக்கும் பொழுது இப்ப நான் செய்யறேன் அந்த உணர்வு வந்து அங்க தெரியலன்னு பாத்துட்டேங்க சார் நீங்களுக்கு சொல்லப்படுறதா கவலைப்படுறது கூட இல்லையப்பா கெட்டவனும் பாப்பியும் இல்லையேப்பா புண்ணியமான இல்லையப்பா தன்னை பாவம் செய்தவன் கொடுமை இழைத்தவன் பஞ்சமா பாதகம் பண்ணவன் எட்டு ஸ்டெப்பே கிடையாது ஏன்னா நம்ம விஞ்ஞான யுகத்துல இருக்கும் நடந்துடுற மாட்டோம் அத வந்து நாக் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா புத்தில தான் அகந்த வந்து எண்ணங்களா வெறிய போகுது உணர்ச்சி வசப்பட்டவர்களா போகுது கவனங்களா விரிய போகுது அகந்தியாகவே விரிய போகுது என்னை பார் என் சக்தியை பார் என் அதிகாரத்தை பார் என் பணபலத்தை பார் அப்படின்னு எல்லாமா பிரபஞ்சமா நிக்க மனிதன் கிட்ட நிக்க வைக்கிறதே வந்து நான் தான் நானும் என்னுடைய பொறுப்பும் தான் அதான் இங்க வந்து முழுமையான ஆன்மீகம் ஏன்னா ஆன்ம பொருள் இது இது இது இந்த மாதிரி அற்றதான் அங்க இருக்கு முன்னாடி ஒரு பத்து ஸ்டெப்ஸ் பதினஞ்சு கொடுக்கறவன் பயங்கர கொடுத்த தனக்கம் இழைச்சிக்கிறான் இந்த சமுதாயத்தை ஆட்படுத்துறான் இல்லையா நீங்க நினைச்சு பாருங்க இப்ப வந்து எப்படி உங்க சுவாசம் விடுங்க இந்த அளவுக்கு வந்து நாடி சக்தி பண்ணுங்க பேச எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மூச்சு விடுப வந்து உங்களை மீறி மீச்சு மூச்சு போயிட்டு இருக்கு அந்த மூச்சை விடுப வரா உங்க மனம் உங்களை நினைக்க வைக்குது அந்த உடம்பா அந்த மூச்சு விடுபரா வாழ்வா பிராணாயமம் செய்தவரா பண்றது எல்லாமுமே புத்தியே நம்ம வந்து மனத்தையே கெடுத்துட்டு இருக்கோம் ஆளே இல்லையாப்பா அது எப்பேற்பட்ட ஆசுவாசம் தெரியுமா இவ்வளவு பதிவுகள்னு சொல்றோம் ஆனா அதுக்குள்ள ஆழே இல்லன்றது அவங்களுடைய விடயம் கொடுத்துருக்கும் சொல்றோம் பதிவுகள்லாம் என்னங்க அர்த்தம் இயந்திரகதியா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் ஆள் இல்லாத இடத்துல யாருக்கு பட்டி அத்த ஜோக்கம் வந்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல ஆள் இல்ல அதை ஏன்பா பதிச்சுக்கிட்டு இருக்க அது ஏம்பா திருப்பி திருப்பி அதே எண்ண கூட்டங்கள்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்க ஆணுக்கு வந்து பெண்ணை பத்தி வயாத பிரச்சனை பெண்ணுக்கு ஆணை பத்தி பிரச்சனை விட்ட விட்டா அவங்க அவங்க மனசுல வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் ஆழ்ந்த ஆண் ஆணுங்கிறது பெண்ணும் கிடையாது உங்க விசாரம் அந்த அளவுக்கு வயாம அதுக்கப்புறம் நீங்க கொள்ற உறவு அது தகப்பனா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் ஆண் நண்பர்களா இருக்கட்டும் ஒரு பெண்ணுக்கு சொல்றேன் அது பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு ஆணை பத்தி நீ கம்ப்ளீட்டா உன்னை பத்திய நீ முடிச்சுட்டே நீ பெண்ணா இல்ல அவன் உடம்பு ஆண் தன்மை கொண்டது இரட்டைகள் இல்லாத ஒரு ஆழ்ந்த பொறுப்பு முழுசா இருக்கு நீ என்ன பண்ணணும் நான் பிறந்த உடனே அப்பாவை நம்புற தாத்தாவை நம்புற மாமாக்களை நம்புற என்னுடைய இனத்தை சேர்ந்த பெண்களை விட என்னுடைய அப்பா என்னுடைய மாமா என்னுடைய அம்மா வழி உறவுகள் அப்பா வழி உறவுகள் அங்க இருக்கிற ஆண் வர்க்கம் பூராத்தையும் விதவித வித விதமா நான் சாடுறேன் இப்படி வந்து என்னைக்கோ ஒரு தேதியில வந்து நான் வந்து காதலுக்கு ஆட்படுறேன் கெமிக்கல்ஸ்னால உடம்பு கெமிக்கல்ஸ்னால பருவ வயது கெமிக்கல்ஸ்னால நான் ஆட்படுறேன் இப்ப வந்து அந்த மனிதன் வந்து எனக்கு புத்த இருக்கலாம் வெளியில அவர் நான் வழியா தானே பாக்க முடியும் சரி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகாம இருக்காங்க அவங்க பெற்றோர்களுக்கு வயசாகி கல்யாணம் ஆகாம பெண்கள் இருக்கிறது வந்து ஆண்கசங்களும் இருக்காங்க அவங்களும் கெமிக்கல்ஸுக்கு சேஃப்டியா வந்து பாதுகாப்பா பண கேரண்டியோட உயிர் கேரண்டியோட ஒரு ஆபல கையில பொண்ணை புடிச்சு கொடுத்துடணும் ஒரு பொல கையில தன்னுடைய மகனை புடிச்சு கொடுத்துடணும் அப்படினு சமூகம் குதிரைக்கு இது யாரு நானே இல்லை போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்டிருக்குறேன் அந்த இடத்துல போய் நம்ம நிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுதுமே உள்ள வரமாறிக்கிறீங்க சார் நீங்க நாங்களே நினைச்சாலுமே ஆனா எதுவும் வந்து ஒரு ஒரு நிகழ்வு ஒரு நகர்தல் அல்லது ஒரு ஒரே வார்த்தை சொல்றாங்க உணர்துன்னு சொல்லலாம் அங்க அப்படிதான் போதும் இங்க வந்து துளசிக்கு கூட முறை அஹ் வெத்தோட யுக்தி அப்படி நாங்க எதுவுமே விழுகலங்க சார் அந்த இடத்துல நாங்க ஒரு ஸ்தம்பிச்சு நிக்கிறோம் ஸ்தம்பிச்சு நிக்கிறோம் கொஞ்சம் காத்து இருக்கிறோம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு அடைய போலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு சந்தோஷமும் இருக்கு எல்லாமே இருக்காங்க யுக்தி எதுவுமே அங்க விழுகிறாங்க சாமி அந்த இடம் ஒரு மாதிரியான இடமா இருக்குங்க சாமி அந்த அந்த அந்த இடம் மட்டுமே தான் அந்த இடத்துல நான் நிக்கிறேங்க சாமி அங்க வீட்டுல மெத்தடம் எதுவுமே வரவே இல்ல சுத்தமா அங்க வீட்டுல ஏதோ ஒரு ஒரு ஒரு சில நிகழ்வுகள் உள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கு அதை பத்தி எதுவுமே வாக்கையாக்க முடியல ஆனா அந்த பக்கம் வந்து நம்ம வந்து நிக்கணும் வந்துடுறோம் அது வந்து ஒரு கிறிஸ்டலை எண்ணம் ஒரு பெண் வந்து தன்னை பத்தி ஒரு ஜட்மெண்ட் தன் நான் என்னன்னு தெரியாம வளாகும் இந்த மாதிரி விஷயங்களை பிடிக்காதவளாகவும் தன்னை செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எல்லா முடிச்சுக்களையும் அவங்கிட்டே இருக்கா கரெக்டா உலகத்து நிலையும் பின் வரப்போற ஆம்பள நிலையும் பின்தா அப்படின்னா எனக்கு பிடிச்சத பண்றவன் நான் யாருல வந்து உள்ள வந்து தனித்த நான் உணர்ச்சிகள் ஒரு நானும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த ஆதார் நம்பர் மாதிரி ஒரு பேரை கொடுத்தாச்சு புரியா அந்த பேர்ல பெருமை அந்த பேருடைய வார்த்தைகள்ல பெருமை எழுத்துக்கள்ல பெருமை கொண்டா ஒரு நினைச்சுக்கிட்டு இருக்கிற தன்மை இதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் முதல்ல வந்து இல்லப்பாங்க ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல காலமே இல்லை இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சச்சேட் மார்ச் மாசம் அப்படின்லாம் வாழும் கிடையாது ஒரு நொடி பொழுது கிடையாது ஒரு நானோ செகண்ட் கிடையாது காலமும் இல்லை காலத்துக்கு அடிப்படையா இருக்கிற ஒரு தேசமா பாவிக்கிற ஒரு பாவம் இல்லை மனோபாவம் இல்லை நான் பாவம் இல்லை அந்த வர்க்கத்துல அப்படி இருக்கிற இடத்துல நீ விழிச்ச பிறகு வந்து ஆராயாமல் அப்ப என்ன ஆகும் நீ அன்செட்டில்டாவே இருப்ப நீ அன்டா இருக்கும்போது உலகம் பூரா உள்ள பூந்துரும் உங்ககிட்ட புரியுதாந்து மரத்து கிடக்காங்க இருந்ததுனால நிறைய டிஸ்லைக்ஸ் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இதை விரும்புபவளாகவும் இதை நெருப்பவளாகவும் நீ உழவிக் கொண்டு இருப்பாய் உள்ள அப்ப வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆயிடும் விரும்புபோல நீ எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு போஸ்டர்ல ஒரு ஆணை பத்தி நீ விசாரிக்காம இருக்கும் ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு அந்த ஆண் வந்து நிப்பான் ஆனா முதல்ல தான் வந்து நிப்பான் அப்புறம் பாத்தீங்கன்னா வலவல பலான்னு இருக்கும் கண்ணாடி மோதிரம் நீடா போய் நிக்கிற மாதிரி ஆமா அதனுடைய உச்சம்தாங்க அவர் பதினஞ்சு வயசுல வந்தவன் நாமளுக்கு வந்த உடனே அப்படியே அந்த வேஷ்டிய எதையோ பிரிச்சு கோமனமாக்கி போட்டு அந்த வேஸ்டி கூட பரமா போயிடுச்சு நேரம் போய் ஒரு அமல்கிட்ட காசை கொடுத்து மொட்டையடிச்சுக்கிட்டு அப்படியே மீதி காசை குளத்துல தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு முழுக்கு போட்டுட்டு ஒரே ஒரு கோவலத்தை கட்டிக்கிட்டு நேர போய் உட்காந்துச்சு அப்படின்னா விச்சாரம் முடிக்கப்பட்ட ஒரு பெரிய சிவம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சுப்ரீம் மாஸ்டரா இருந்து சொல்லிட்டு இல்லீங்களா அவருடைய பிராரத்தினால அவரு வந்து போய் உக்காந்தாரு பண்ணுடாவ இந்த மாதிரி ஆண் இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும் சொல்ற இந்த மாதிரி இல்லை பிடிக்கும் எல்லாமே உள்ளுக்குள்ள ஊரும் நானுக்கு அங்க அதிகாரம் கிடையாது பியூர் சயின்ஸ்னா சயின்ஸ் தானங்க இது தான சயின்ஸ்ங்க அப்சன் ரூட்ஸ் அந்த சயின்ஸ் அத சயின்ஸ்ங்க வந்து நீங்க கிறிச்சி வந்து அப்புறம் அந்த மিস্টரி சீசன்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க மিস্টிக்னா வந்து மாயங்க புரியுங்க மಿಸ್ಟரி இந்த ல்ல வந்து மিস্টிக்கங்க இதெல்லாம் மிஸ்டிக் மிஸ்டிசிசம் மிஸ்டரி புரியுதுங்களா எல்லாமுமே மாயாஜால அது என்ன மாயாஞ்சலம் இந்த அஞ்சு கோஷங்கள் மனத்தில இருந்து ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அந்த மாயாஜாலம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு நம்ம வாழ்க்கையோம் அறவே கிடையாது அத ஒவ்வொரு சாதாரண மனுஷன் கூட இந்த விஞ்ஞான யூனிவர்சிட்டிய வந்து ஆதர்சிச்சு அதுல ஓயாத இந்த சசங்க எப்படி சொன்னீங்க பெரும கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே பலம்பலம் பல பலன்னு ரேக்கான்னு ஒருத்தர் வந்து அவங்களோட எல்லாம் கழடி போக நம்ம கழித்து போகும் அதுதான் சொன்னேன் நான் ஆர்மிகள ரெண்டு கண்ணாடி ஒரே அளவுல கண்ணாடி தூய கண்ணாடிகள் நிலை கண்ணாடிகள் ஒன்னுத்தை பாத்துக்கிட்டு பக்கத்துல பக்கத்துல வைச்சா என்னத்தக்கா அவங்க அப்படி இருக்கும் ஆக்சுவலா சைலன்ஸ் இது வந்து மனம் கடந்த நிலை மனம் இல்லாத நிலை மனம் சாமி அந்த நான்ல வந்து நின்று சாமி என்ன நடந்ததுன்னா இந்த அகங்கம் வந்து என்னன்னா நீ வந்து இந்த இடத்துல வந்து நீ இப்படி இருக்கிறது உங்களுடைய பழக்கம் இல்லை சலசல சதம் இருக்கிறது தான் உங்களுடைய அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு சத சதப்பு ஆயிடுச்சு இல்ல இல்ல இந்த வந்து இப்படி இல்லை அப்ப இங்க அதை எப்படி வேலை செய்யுதுன்றதா உணர முடிய வந்து அந்த இடத்த போய்விட்டு நாம்கிட்ட முடிஞ்சிச்சு அற்புதமா இருந்தது அகண்டி உண்டு பண்றதை வந்து தெளிவானது வந்து ஒரு கூட்டத்தோட வந்து டக்குனு உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போன்ற மாதிரி அப்படி ஒருவங்க உணர்வு பண்ணுச்சுங்க சாமி அதே மாதிரி பாத்தோம்னா காரணம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நுட்பமான சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு நானாகவே இருப்பதையே அறிவுமயமாக விளக்கி கொண்டு கழித்திருக்கும் நிலை உம் அதனாலதான் இங்க வந்து சிவலிங்கத்தை வந்து எப்ப பாரு வந்து அது வந்து புணர்ச்சியில இருக்கா மாதிரியே வடிச்சிருக்காங்க நடுவுல இருக்கிறது சிவலிங்கம் லிங்கம் அது வந்து ஆண் குறி ஆக்சுவலா நடுவில் இருக்கிறது யோனி பொருமா அந்த மாதிரியான அப்படின்னா அது ஆக்சுவலா என்ன இங்க வந்து விசைகள் எனர்ஜி இதெல்லாம் தத்துவமே இதுதான் எனர்ஜி வந்து சக்தி வந்து மேட்டர் வந்து ஒரு ஸ்பீட் எடுத்த உடனே திருப்பி எனர்ஜியா சக்தியா மாறுறதும் இது வந்து பௌத்திகமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இது வந்து இதெல்லாம் குவான்டம் ஃபீல்டு சொல்ற குவான்டம் ஃபீல்டுதான் இதெல்லாம் ஆனா நம்ம கோவில்ல கர்ப்பகிர சிவலிங்கத்தை வெடிச்சதும் நிறைய தெய்வீக விக்கிரகங்களை வெடிச்சிருக்கதும் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய இருப்பு இதுக்க முடியாத இருப்பு அறிவுமயமான இருப்பு ஆனந்தமயமான இருக்கு அதனாலதான் உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்ப பாத்தீங்கன்னா ஒரு புல்பில்மெண்ட் தெரியும் அதாவது நிறைவு தெரியும் நிறைவா இருப்பீங்க அந்த உணர்வு வந்து தழும்பி ஆனந்தமயமா வைக்கும் போது காரண காரியம் இல்லாமல் நிறைவா இருக்கும் ஆனா நான் பாவத்தில் மோட்டிவேட்டேஷன் எதிர்பார்ப்புகள் அவாய்ட் பண்றது சந்தோஷம் விரும்புறது அப்படின்னு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து உள்ள மனத்திலேந்து ஆரம்பிச்சு மனம் புத்தி அகர்ந்தையும் பிரிச்சியை பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு உள்ள போட்டு போட்டு போட்டு ஒண்ணுமே இல்லப்பா ஆனா அது கடந்த நிலையில எல்லாம இருக்கிற பொருள் ஆனாகவே இருப்பதுதான் நமக்கு சொரூபம் இதுதான் வந்து முடிந்த நிலை கைவல்ல நிலைன்னு வாங்கின அப்படின்னு வாங்க இதான் வந்து அந்த காந்தி மந்திர்கள் பூரணம் அப்படின்னு பூரணம் உண்மை திருப்தி பரம திருப்தி பரமசாஸ்தம் பரம அமைதி தெய்வீகம் இப்படி நல்லா வந்து ஆழ்ந்த உறக்கத்தை வந்து பரமசிவம்னே சொல்லு சொல்ற ஆமா பரமசிவம் பரமசிவம் வந்து உம் பரமசிவமா இருக்கிற ஆள் பரம்தான் மேலான சிவம் அப்படின்னா எழுந்துக்கிறது வந்து சிவமயமா எழுதுக்கிறது சிவமயமா பிரபஞ்சமே எழுதுக்கிறது ஒரு தனி மனம்மா அதனாலதான் சித்தம் போக்கு சிவம்போக்கு என்ன சித்தம் சித்தம்ன்றது வந்து கம்ப்ளீட் காஸ்மாஸ் வச்சுக்கிட்டு இருக்குங்க நீங்களும் நானும் நம்மளுடைய சித்தங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சித்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கா அணுத்துக்கள்கள் விசைகள் எல்லாமுமே இதெல்லாம் போக்கு எல்லாமே நம்மளுடைய சித்த போக்குமா இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சித்தோட போக்குதான் சிவத்துடைய போக்கு அதாவது எழுந்து கொண்டிபெஸ்டேஷனமாக மேனிபெஸ்டேஷனாக தோற்றமாக தோல்வி இருக்கின்ற அனைத்து உலகங்களும் வந்து சிவம் போக்கு சாமி இந்த இடத்துல ஒரு ஒரு உணர்வு மட்டும் நான் அதை கொஞ்சம் வார்த்தையாக்கிறேங்க சார் நீ சொல்லு அதாவது இப்ப என்ன எனக்குள்ள என்ன அந்த வருதுன்னா நான் இப்ப எதெல்லாம் நான் வந்து விட்டுட்டு விட்டுட்டு விட்டுட்டு போய் அதை அடைய இல்ல நான் வந்து எதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு எதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நான் அடைய போறேன் உச்சுவோம் ஏன்னா உச்சத்துக்கு எல்லாம் போய் நான் அடைய போறேன் அது வந்து அதாவது அசைவித்து அசைவித்து அசையாமல் இருப்பது புரியுதா அசைத்து அசையாமல் இருப்பது பிறத ஆத்மானுவாங்க ஆத்மான்வாங்க ஒரு நின உள்பார் தீவிரத்தன்மை தான் வந்து அங்கே நிகழ்ச்சி அந்த பார்வைக்கு வடிவம் இல்லையா உம் புரியுதுங்களா எண்ணத்துக்கு வடிவம் இருக்கு எண்ணம் வந்து உடல் தூக்குமா உடல் பரிமாணமா இருக்கு உணர்ச்சி வந்து சூக்குமா உடல் பரிமாணம் இருக்கு கவனம் கூட சூக்குமா உடல் நீங்க ஒரு பொருளை அட்டன் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட அட்டன் பண்ணும்போது இதை கேக்கும் கூட வந்து குருகிங்க உங்களுடைய சசங்கத்தை கேட்டு கேட்கும் போது அந்த தீவிரத்தன்மையாவே அது வந்து எங்கிட்ட எப்படியும் நிகழதுங்க சார் ஏன்னா நான் உள்ள கர்ப்ப கிரகத்தினுடைய மையப்புள்ளியில இருக்கிற பாயிண்ட்லேந்து வருது எனக்கு அப்ப எப்படி நீங்க உள்ள வராம இருக்க முடியும் வெளிய நிக்கிறவங்களை இந்த குருக்கள் என்ன சொல்லுவாங்க கோவில கர்ப்ப கிரகத்துல உள்ள வாங்க உள்ள வாங்க ஆரத்தி காமிக்கிறோம் வாங்க உள்ள வாங்கும் அப்படின்னு நல்லா கூப்பிட்டுறாங்க உள்ள நடக்கிறதெல்லாம் உள் கடந்த நிலையிலேருந்து நாங்க உட்கார்ந்து இருக்கேன் தெரிங்க பேசிட்டே இருக்கும்போது ஏதோ பக்கம் நான் உள்ள வரேன் எப்படின்னா இந்த பிரங்கை கிடையாதுன்னு சொல்றீங்க நான் உள்ள வர போறேங்க சாமி எப்படியும் தெரியலங்க சாமி அப்படி நிக்கிறேன் இப்ப நான் இதுக்கு மேல எனக்கு அந்த சொல்ல தெரியல அதாவது ஒப்பிடுதல் வச்சுதான் ஆனா அது வந்து அப்படியே வெறும் நிற்றல் நேர்ந்தான் நிற்றல் தான் வந்து உள்ள வரவு அப்படின்னா நம்ம சொல்றோம் நிற்றல் நிற்றல் அது விட்டு இல்லைன்னாலே அது பின்னாடி பண்ணிக்கிறீங்க அதாவது அது உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துக்கு போய் நிக்கிறீங்க தைரியமா போய் நல்லுங்க தைரியமா பண்ணிக்கிட்டே இருங்க வந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து எப்படி நம்ம வந்து மனமா மாறி இருக்கோன்றது வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க வாசனைகள் தான் அத நிர்ணயிக்கணும் அதனால நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் நான் வந்து அப்படின்னு சொல்ல சொல்லுவேன் ஆனா உங்ககிட்ட அந்த மாயம் நடந்திருக்குல்லாம் இருக்கா இல்லையாங்க அப்படிய பொருள்ப ஒரு பிறந்த குழந்தைய நம்ம கொஞ்சம் ஒயாம கண் பார்வையிலும் எடுக்கக்கூடாது அப்புறம் அது விரல்கள் எல்லாம் மென்மையா தொட்டுகிட்டே இருக்கணும் அந்த தொடுதலும் வேணும் கண் பார்வையும் வேணும் அதனுடைய தினங்கள் சத்தம் எல்லாம் அது அழுதாக கூட பரவாயில்ல நம்மளுக்கு அது இனிமையா புரிய வெளி உணர்ச்சிகளெல்லாம் நம்மளே இருந்தோம் வந்திருக்கோம் கோட்டி கோட்டை மட்டும் கொஞ்சம் மெய்பொருள் கொஞ்சம் நிதர்சனமா வந்து வெளியில இருந்தும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்தும் கொஞ்சம் நம்மள இழுத்து இழுத்து கொஞ்சம் சொல்ல வேண்டியா இருக்கு நதியமை கடல் இது மழை வந்து சமுதிரம் வந்து எங்கிட்ட இருந்து புறப்பட்டுட்டு எம்எல்ஏ கூட்டிட்டு இருக்கியா எங்க இருந்து என்ன புறப்பட்டே பெஞ்சுக்கிட்டு இருக்க இது என்ன உனக்கு என்ன அதாவது இந்த நாய்க்குட்டிலாம் பிறந்த நாய்க்குட்டிலே கொஞ்சம் கொஞ்சம் விளையாடணும் நினைச்சுக்கோ மழை பெஞ்சுக்கும் அது என்ன செஞ்சிருந்தாலும் ஒண்ணும் இதுவாகவாதுல்ல விபமா இருக்கு அது எல்லா தாய்களுக்கும் ஒண்ணும் இல்ல ஒரு புலி விட அவனுடைய குட்டி வந்து மேல ஏறி குதிக்கிறதும் பொறாண்டதும் கடிக்கோம் நக்கரதும் எல்லாத்தையும் ரசிக்காட்டா போல வந்து ஆன்மபொருள் வந்து நம்மள வந்து பல பல விதமா வந்து நம்மள கொஞ்சம் அது ஒரு மாசம் நடக்கும் நல்ல ஆனந்த கழிப்புங்க இதுதான் முக்கி சோழமை இதுல வந்து தாக்கராசஸ் கிடையாது எந்த ஒரு கவனம் கவனம் கிடையாது வெளியும் போத போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேரம் என்னுடைய அனுபவம்ல பகுதி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது விளங்கிக்கிறேங்க சார் எனக்கு நடக்கூடிய அனுபவங்களை பொழுதுதான் தெரிஞ்சுக்க முடியல அதுதான் தெரியாமலே அப்படியே நமக்கு மூவ் ஆகிட்டே இருப்பேன் நான் ரொம்ப அழகா எனக்கு சுட்டி காட்டுனீங்க சார் ரொம்ப சந்தோஷம் அற்புதமா சந்தோஷம் சந்தோஷம் சார்